இங்கே அவரு புகை பாடுவேர் பிரசூல் முகம்மது முஸ்தபா இங்கே அவரு புகை பாடுவேர் பிரசூல் முகம்மது முஸ்தபா மாமர நிழலிலா பாலை வனத்து வெண்ம நிலா பேரிச்ச மாமர நிழலிலா சோலை இல்லாமலை புதரிலா துர்கமனு இன்ப மனு இன்ப வீட்டினார் எங்கள் முகம்மதி பரந்தை பூலோக ஊரிலா பாரில் அரபிய நாட்டிலா பரந்தை பூலோக போரிலா போரும் எங்கோ நில் காபாவிலா குழந்தைய மென் சிறு நெஞ்சிலா சிறுனாங்க மொஹம்மது முசா ஒட்டகமே சென்று பார்கவா ஓடும் பரீரதம் ஏரவா ஒட்டகமமேர் சென்றி தார்க்கவா ஓடும் பரீரதம் ஏறவா அட்டதிக்கு பலம் ஏகவா ஆவிதியின் மத்தம் போகவா வ பாவி மற்றும் போதவா எங்கள் நான் செலவுகள் தேடுவே எங்கள் முகம்மது இங்கே அவர் குகை பாடுவே இங்கே அவர் mustafa engena chalve dedve engal muhammad mustafa kutubanaigam sardare nagurpadikarase kaaru ennumgam sardare nagurpadikarase kaaru ennumgam தாருபரி கரே பார்த்த அமுதம் உண்ட கருணை நாதரே மாவுல் ஹயாத்து அமுதம் உண்ட கருணை நாதரே மஹமூது நபியின் பேசான பொறுமையாளரே அமுதம் உண்ட கருணைநாதரே மஹமூது நபியின் பேரரான பொறுமையாளரே யாவும் படைத்த இறைவன் அன்பு பெருந்தையாளரே யாவும் படைத்த இறைவன் அன்பு பெருந்தையாளரே யாகாதிரே என் துறைகள் சேர்ந்து அருளும் நீதரே இறைவன் அன்பு பெரும் தயாளரே யாவும் படைத்த இறைவன் அன்பு பெருந்தயாளரே யா காதிரே என் உரைகள் தீர்ந்து அருளும் மேதரே லாவுல்லா மீது கஞ்ச பக்ஷி ங்கி உதவி செய்குவீர் இ மீது வாழும் போதே நல்ல வழியை காட்டுவீர் இனியேனு தாங்கள் மனதிறங்கி உதவி செய்குவீர் இக மீது வாழும் போதே நல்ல வழியை காட்டுவீர் தனிவாய் மனாமில் வந்து ஞான அமுதையூட்டுவீர் கனிவாய் மனாமில் வந்து ஞான அமுத யூட்டுவீர் என்று நம்பி வந்தேன் வாழும் வழியை காட்டுவீர் கனிவாய் மனாமில் வந்து ஞான அமுத யூட்டுவீர் கரியந்து நம்பி வந்தேன் வாழும் வழியை காட்டுவீர் சாஹுல் அமீது கஞ்சபம் குத்துபூலிகள் வாழ்த்துந்தி இனும் ஜோதியே நலம் யாவு கருக ஆற்றல் உள்ள தெய்வ நீதியே நவிமார்க குத்துபூ ஒலிகள் வாழ்த்துந்தி இனும் ஜோதியே நலம் யாவு கருக ஆற்றல் உள்ள தெய்வ நீதியே உதிரோர்கள் கேட்க காலை உயிரை மீண்டு காட்டியே குதிரோர்கள் கேட்க காலை உயிர் மீட்டு காட்டிய குணமாக செய்தி அரசன் வயசு வலியுறுத்தியே குதிரோர்கள் கேட்க காளை உயிர் மீட்டு காட்டியே குணமாக செய்தி அரசன் வயசு வலியுறுத்தியே கஞ்சபம் அணுகிடாமல் பாதுகாருங்கள் ஒரு நாயம் தந்த அன்பு வழியில் என்னை சேருங்கள் ஒரு பாவம் அணுகிடாமல் பாதுகாருங்கள் ஒரு நாயம் தந்த அன்பு வழியில் என்னை சேருங்கள் குருவாக வந்து தயவு வைத்து பரவி பாருங்கள் குருவாக வந்து தயவு வைத்து பரவி பாருங்கள் உணவானே வறுமை துணிகளோட கூறுங்கள் குருவாக வந்து தயவு வைத்து பரவி பாருங்கள் உணவானே வறுமை கூறுங்கள் சாலஹ கன்ஜ பக்ச புத்தபு நாயகம் சராரே நாற்பதி கரு பாருல் ஹமித கஞ்ச பக்ஷ புத்தபு நாயகம் சராரே நாதி கரு பார கல்பு கணி தே நதி கல்பு கணி தே நதி மதுரை களிமாவலானது கல்பு கணி தே நதி மதுரா களிமாவ மேலானது கல்பு பாலது அருள் பாலது எளிமின் அருள் பாலது அருந்தோ ஏகாந்த மேலானது எளிமின் அருள் பாலது களிமாவலானது து களிமாவே மேலானது களிமாவ மேலானது களிமாவே மேலானது தெமில் அறிவு பாலது அருந்தோ ஏலாக மேலானது அமானிதம் கொடுத்து அருதியே வாங்கி பின்னும் கோலமாய் ஆதத்தை களிப்புற சமைத்து குறிப்புற நபுசும் உருகும் சீலமாய் ஊதி முன் சுர்றதை நிரப்பி சொர்க்கத்தை மறுத்தி வைத்து சொற்க தமர்த்தி வைத்து ஊதி முன் சிறதை நிரப்பி சொர்க்கத்தை அமர்த்தி வைத்து முதலாம் நபி பூதளத்தில் வந்து துலங்கும் நூறான இன்சான் எல்மின் அருள் பாலது ஏதாந்த மேலானது து களிமாவ மேலானது களிமாவ மேலானது இல்லாமல் இருந்து உண்டன வழியாய் எவை கருவதாக இல்லாமையில் இருந்து உண்டன வழியாய் எவையினும் கருவதாக ாய் அல்லதுமாய் இதைவிட்டகலாதுமாய் இசைந்த காமேலுமாயி உல்லாசமாகி உயிராகி உணர்வாகி ஓசைமணி தீபமோக உல்லாசமாகி உயிராகி உணர்வாகி ஓசை மணி தீபமோக சல்லாதமாக தனக்குள்ளே தான் பேசும் சம்பூர்ணமான சம்பூர்ணமான அருள் பால அருள் பாலது எல்மின் அருள் அருந்தூய்த மேலானது கணித்தேனது மதுரை களிமாவ மேலானது களிமாவலானது மன வாக்கு காயம் ஆசிலாது மாறாதுதி கிரிஜல்லி மனம் வாக்கு காயம் மாசிலாது மாறாது திகிரிஜி கணல் பெறும் நடுவாம் கதிரொளி வீசும் ஹல்கனூ எல்லை நீங்கி மனவாக்கு காயமா சிலாது மாறாது திக்ரிகல்லி கணல் வரும் நடுவான் கதிரொளி நீங்கி தனதாவிசிதராது தானே தானாகிய தத்துவ பூர்த்தி முதலாம் தனதாவிசிதராது தானே தானாகிய தத்துவ பூர்த்தி முதலாம் தினதுல கவிழ்ந்து அப்துர் ரஹமான் தேடும் நூறான இன்சான் தினதுளங்கவிழ்ந்து அப்துர் ரஹமான் தேடும் நூறான இன்சான் கல்வு கணி தேனத் தேனது கல்வு கணி கணி தேனது மதுர களிமாவலானது என் அருளது அருந்தோம் வேதாந்தம் மேலானது களிமாவலானது மேலானது மேலானது கல்வ கணி கலிமாவே மேலானது மேலானது கலிமாவலானது அருமை அருந்தோ ஏதாந்தோ மேலானது களிமாவ மேலானது முன்னிற்கே அகது உகது வாகிதி எத்தனது முன்னிற்கவே என்னை படைத்த ஆதி முன்னிற்கவே அகது உகது வாகிதி எத்தனது முன்னிற்கவே அத்துவித வஸ்து முன்னிற்கவே அறிவகண்டாக முன்னிற்கவே போதம் நிற்கவே போத மனுகாத பரிப்பூரணம் முன்னிற்கவே பொங்கும் சிவஞானம் நிற்கவே வானாதி பூதலயம் நிற்கவே நாதன் முன்னிற்கவே நாதன் ஒளி பெற்ற நபிநாயகம் முன்னிற்கவே நபிநாயகம் முன்னிற்கவே முன்னிற்கவே நாதன் ஒளி பெற்ற நபிநாயகம் முன்னிற்கவே நானும் முன்னிற்க அடியுமை நம்பினேன் நானும் முன்னிற்க அடிய நுமை நம்பினேன் நன்மை தந்தாளுதற்கு மாதாவினின் கருணை உள்ள நீர் பின்தொடர எங்கள் வள்ளலிரசூல் வருகவே பெற்ற மாதாவினும் கருணை உள்ள நீ பின்தொடர எங்கள் வள்ளலிரசூல் வருகவே வளரும் அருள் நிறைகுணங்குடி வாழும் என் இருகண் மணியே வளரும் அருள் நிறைகுணங்குடி வாழும் எனது இருகண் மணியே इरिगल इणिये मुहय्यदी hiya alhamdulillah ya rabbil alamin hiya alhamdulillah ya rabil alamin niye alhamdulillah ya rabil alamin niye ya rangediya ya rangediya andaruri puri khay ya rangediya andaruri puri khay alhamd ி குனா காட்சி மேல ர காச்சி மே கமால கால காச்சி மே கமால காலே சதாதி கா தந்த ஆசீ ஐலா பொருளே வல்லா ஆதிமூல பொருளே வல்லா ஆரிவே ஆசிகே அல்ல ஆரிவே ஆசிபே அல்லா ஆதிமூல பொருளே வல்ல நூரில் நீரை தொழிவதல்லா நூரில் நீரை தோில வதல்லாம தானே சமதானவனே தாத்து செனவனே தாத்து செனவே கோணே சர்வீவ புதரத்தம் வபூரிமே கோே சர்வீவ புதர்த்தி வபூரிமே நாயக நீதியுத்த நாமரூபேதோ நாயகனே நீதியுத்த நாமரூப பேதமற்ற துயகனை தொழுதேற்றி சோதரிக்கும் யாரையே गुड़ देवी सोतरी ग्यारहीदर्शरीदान ते आदि तेजो मयमान जोरी तेदर्शान யமான நாடி பூதல் தூடிவாழ் உன நாடி பூதல் சூடிவாழ் அப்து ரஹமான் அலம் யாரில் ஆலமீ அலம் மாதவக்காரண ஆரணத்தார் மகமூதளித்த மாதவற்காருயிர் ஆறுயிர் தோண்டல் மரபுடை மாதவ காக்கைய நோய்க்கர போக்குவரன் சிறகு மாதவக்கான் மலர்த்தேன் தடனாகை மகிபதியே நமனை மிரட்ட மருந்தொன்றிருக்கிறது நாகூர் தருகாவிலே நமனை மிரட்ட மருந்தொன்று இருக்கிறது நாகூர் தருகாவிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெரலாம் குருநாதர்வதிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றால் பெரலாம் குருநாதர்வதிலே பண்டிதர் சாஹுல் ஹமீதொலி இருக்கும் அருமருந்து ஓ மெய்ஞான பண்டிதர் சாஹு ஹமீதொலி இருக்கும் அருமருந்து அது அஞ்ஞான அந்த கர்றதை பிளசும் அருளனுமா மருந்து அது அஞ்ஞான அந்த கர்றதை பிளசும் அருளனுமா மருந்து மனை மிரண்ட மருந்து தமாலடனே எந்த காலமோ விற்கிடும் காதர் மிரா மருந்து காலமும்ிற்டும் காதர் மிரா மருந்து அதை ஜமாத்தில் ஆகர் மாதம் அதை ஜமாத்தில் ஆக்கர் மாதம் சகலோர்களும் தேடும் சஞ்சீவி மா மருந்தும் அதை ஜமாத்தில் ஆகர் மாதம் சகலோர்களும் தேடும் சஞ்சீவி மா மருந்து நமனை மிரட்ட மருந்தும் துறவரத்தார்கும் ஏற்ற ஒரே மருந்து தார்கும் இல்லறத்தார்க்கும் புறவரத்தார்கும் ஏற்ற ஒரே மருந்து நல்ல செல்வமும் உத்திர பேரும் கொடுக்கின்ற தெய்வீகமா மருந்தும் நல்ல செல்வமும் புகிர வேறு ஒடுக்கின்ற தேவீக மாமரும் மக்கா தாத்து பருத்து மக்காமை தரிசிக்குமா மருந்து தரிசிக்குமா மருந்து அது தன்னையும் காட்டி தலைவனையும் காட்டும் தத்தமகா மருந்து அது தன்னையும் காட்டி தலைவனையும் காட்டும் தத்தமகாமருந்து நூறு முகம் மதர் மௌன முகையின் முப்பத்திரு மருந்து ஐயா நோருமதே மௌனம் ஐயத்தில் நுட்பத்தில் மருந்து இந்த பாரில் உள்ளோர்கள் மதபேதம் கூறாது பட்சிக்குமா மருந்து இந்த பாரில் உள்ளோர்கள் மத பேதம் கூறாது பட்சிக்குமா மருந்து தமனை இரட்ட மரம் தொண்டிருப்பது பாகல் பரங்கியாய் பத்தியமில்லாத பரமதயா மருந்து பாகல் பரங்கியாய் பாகல் பரங்கிக்காய் பத்தியமில்லாத பரமதயா மருந்து ஆனால் பக்தி வைராக அனுபானம் சேர்த்து பரக விரும்ப அது பம்பி வயராக்கிய அண்ண சேர்த்து பருக தெரியும் சொல்லாம் மருந்து இந்த பிணிக்குள்ளும் இந்த பிணிக்கு இல்லை என்று சொல்ல மருந்து இல்லை என்று சொல்லாம் மருந்து அது இந்நேரம் இருக்கும் இந்நேரம் இருக்காதென்று என்னப்படாம மருந்து அது இன்னம் இருக்கும் இன்னேரம் இருக்காதது என்ன படாமருந்து பாலன் முகம் அது இபுராகி பூபதி பகரும் சுத்த மருந்து பகரும் சுத்தம் மருந்து ஐயா பகரும் சுத்தம் மருந்து பாலன் பகரும் சித்தம இந்த ஆலம் முழுதும் சமதாய் நிறைந்தருள் ஞான மகா இந்த ஆலம் முழுதும் சமதாய் நிறைந்தருள் ஞான மகா மருந்து நமனை நிரட்ட இறை வாங்கும் யமனை வருட மருந்தொன்று குரு யஜமான் தர்காமிலே எங்கள் யஜமான் தர்காமிலே அன்பு நாணயம் கொண்டு சென்றார் அன்பு நாணயம் கொண்டு சென்றால் தரலாம் குரு நாதர் பூவிலே ஐயா வருட்ட மருந்து கொண்டிருக்கிறது நாகூர் தருகாவில் நாகூர் தருகாவில் ஆத்மா பிரியும் வரை உலக மயக்கம்மா ஆத்மா பிரியும் வரை உலக மயக்கமா சொந்த ஆசையினால் வாழ்பவனே துணைவிடுமா ஆத்மா பிரியும் வரை உலக சொந்த ஆசையினால் வாழ்பவனே புனைவிடுமா ஆத்மா பிரியும் வரை உலக சொந்த ஆசையினால் வாழ்பவனே புனைவிடுமா வரை வாழ்ந்தவர்கள் மறையவில்லையா நேற்று வரை வாழ்ந்தவர்கள் மறையவில்லையா சேர்த்த நிதிகள் எல்லாம் அவரை விட்டு பிரியவில்லையா நேற்று வரை வாழ்ந்தவர்கள் மறையவில்லையா வேட்ட நிதிகள் எல்லாம் அவரை விட்டுவில்லையா பார்த்திருந்து அறிவு கண்கள் திறக்கவில்லையா பார்த்திருந்து அறிவு கண்கள் திறக்கவில்லையா நம்மை படைத்தவனை மரபவனே வெக்கவில்லையா வெக்கமில்லையா ஆமா பிரியும் வரை உலக மயக்கமா சொந்த ஆசையினால் வாழ்பவனே உணைவிடுமா உங்கள் உயிரி இருப்பதுதான் நினைவு இல்லையா உன்னில் உயிர் இருப்பதுதான் நினைவு இல்லையா அந்த உயிரின் செடி யாரிடத்தில் தெரியவில்லையா உன்னில் உயிர் இருப்பதுதான் உன்னில் உயிர் இருப்பதுதான் நினைவு இல்லையா அந்த உயிரின் செடி யாரிடத்தில் தெரியவில்லையா கண்ணிருந்தும் கூருடர்களே உணர்ச்சி கொள்ளையா கண்ணிருந்தும் கூருடர்களே உணர்ச்சி கொள்ளையா எந்த காலமுமே ஆண்டவனை நினைவு கொள்ளையா நல்ல நினைவு கொள்ளையா ஆத்மா பெரியவரை உலக மயக்கமா மதிமருண்டு பாவம் செய்யாதே வாலிபத்தில் மதிமருண்டு பாவம் செய்யாதே வயது போல பின்பு ஆண்டவன் மேல் பழி சுமத்தாதே வாலிபத்தில் மதி மருந்து பாவம் செய்யாதே வயது போல பின்பு ஆண்டவன் மேல் பழி சுமத்தாதே பாவி என்று உலகத்திலே பெயரெடுக்காதே பாவி என்று உலகத்திலே பெயரெடுக்காதே வந்த பாசத்தினால் எதையும் செய்ய துணிந்து விடாதே துணிந்து விடாதே ஆத்மா ஆத்துமா பெரிய உலக மயக்கமா சொந்த ஆசையினால் வாழ்பவனே உணவிடுமா ஆத்துமா பெரியும் வரை உலக மயக்கமா அண்ணல் நபீநாயகத்தின் வழியில் செல்லுவோ அண்ணல் நபீநாயகத்தின் வழியில் செல்லுவோ இந்த அவனிக்கெல்லாம் நமது தீனை எடுத்து சொல்லுவோ கண்ணல் நபீ நாயகத்தின் வழியில் செல்லுவோம் இந்த அவனிக்கெல்லாம் நமது தீனை எடுத்து சொல்லுவோ கண்ணல் ரசமாம் குரு தன்னை போதுவோ கண்ணல் ரசமாம் குறு ஆண் தன்னை ஓதுவோம் கண்ணில் காண்பதெல்லாம் மறைய நின்று உணர்ச்சி கொள்ளுவோம் நல்ல உணர்ச்சி கொள்ளுவோ ஆத்துமா பெரியவரை புலகமயக்கமா ஆத்மா பெரியவரை புலக மயக்கமா சொந்த ஆசையினால் வாழ்பவனே துணைவிடுமா ஆற்றுமா பிரியவரை உலக மயக்கமா மயக்கமா